எங்களுடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனை வந்து அரசியந்திரனை இந்து மன்னர் என்று பேசுவதில் ஒரு வேடிக்கை ரொம்ப கேவலமானது பல்லுவருக்கு காவி மாதிரி தான் அந்த காலத்தில் அந்த இந்த நாடும் இந்த மதமும் அவர் உலகத்துக்கே தெரியும் அவர் சைவ மரபினருன்னு அவர் சிவனை வழிபட்டவர் உங்களுக்கு தெரியும் அவர் பன்னீர் திருமலைகள் தீ கரையாந்திங்காமெல்லாம் கொடுத்தது அவர் அவர் அதான் ஏடு தந்தா நடி தில்லை இல்லைன்னா பாட்டு வருது பாருங்க அது உலகத்துக்கே தெரியும் சாதாரண சின்ன குழந்தைங்க வரலாறு படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியும் படிக்காத பிள்ளைகளும் தெரியும் அருண்மொழிச்சோழ ராஜராஜன் யாருன்னு தெரியும் அது இன்றைக்கி வந்து எல்லாவற்றையும் தன்மையை படுத்தி கொண்டு எல்லாம் கரையான் தின்பது போல் அதையும் தனக்காக்கி பாய் புகழ்பெற்றமையம் தமிழர் அடையாளத்தில் அது சிவனாகட்டும் முருகனாகட்டும் மாயோனாகட்டும் அது வள்ளுவராகட்டும் யாரையும் தன் தனக்கானதாக மாற்றிக்கிறது